தெற்குடான்ல ஏற்பட்ட உள்நாட்டு போர்னால எய்தியோப்பாவில உள்ள அகதிகள் முகாம்ல வாழ்ந்த பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையோட பேரு நியாக்கிம் கேட்பேக் தன்னோட பதினாலு வயசுல பெற்றோர்களோட அமெரிக்காவுக்கு குடிபெயர்றாங்க இதுவரைக்கும் சாதாரணமா போயிட்டு வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை புது இடத்துல நல்லா இருக்கும்னு நினச்சதுக்கு நேர்மறா கேலி கிண்டலுக்கு உள்ளாகுது கூட படிக்கிறவங்க தன்னை ஒரு தோழியா சகோதரியா ஏற்றுக்கலைனாலும் ஒரு மனுஷியா கூட நடத்தாதது ஏன்னு அந்த சின்ன பொண்ணுக்கு புரியலை சாதாரண மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முடங்கி போயிடுவாங்க ஆனால் சாதனையாளர்களால் சும்மாவே இருக்க முடியாதே நம்ம பொண்ணும் காரணத்தை ஆராய்ஞ்சா இந்த நிலைமைக்கு காரணம் தன்னோட கலர் தான்னு கண்டுபிடிச்சா எந்த கலரை வச்சு மக்கள் அவளை கிண்டல் பண்ணாங்களோ அதையே தன்னோட பலமாக மாத்தினா ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ முக்கியம் இல்ல போட்டில கலந்துக்கிறது தான் முக்கியம்னு முடிவு பண்ணாவ யூனிவர்சிட்டி லெவல் ஃபேஷன் ஷோல கலந்துக்கிட்டா இனி என்னோட ப்ரொஃபஷன் மாடலிங்னு முடிவு பண்ணா கேட்வாக் இயற்கையாகவே தனக்கு அமைஞ்ச கருமையான தொழில்நுடத்துக்காக பெயர் பெற்றா மக்கள் இவரை குயின் ஆஃப் டார்க் கமியின் ராணின்னு செல்ல பெயர் வச்சு கூப்பிட்றாங்க சோசியல் மீடியாவில் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க பத்து லட்சத்தை நெருங்கிட்ருக்காங்க மாடலிங் துறையில் மட்டும் சினிமா இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அகதிகள் முகாமில் பிறந்தாலும் நெருக்கேலைக்கு உள்ளானாலும் தன்னை ஒரு சாதனையாளராக வசதுக்கிட்ட ஞாக்கியம் கேட்பேக் தன் பெற்றோர்களோட வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வராங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டேக் கேர்